Dot com audio. Dreamstime.com audio. மளிகை பொருட்கள் உட்பட அனைத்து வகையான பொருட்களையும் மக்கள் எளிதாக வாங்கும் வகையில் ஆக்ஸிஸ் இந்தியா என்ற ஆன்லைன் வர்த்தக மையம் புதிதாக அமைக்கப்பட்டுள்ளது சென்னை குரம்பேட்டையில் ஆக்ஸிஸ் இந்தியா என்ற இந்த ஆன்லைன் வர்த்தக மையத்தை இந்திய மக்கள் கல்வி முன்னேற்றக் கழக நிறுவன தலைவர் டாக்டர் தி தேவநாதன் யாதவ் இன்று ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்தாா் மேலும் வர்த்தக மையத்திற்கான செயலியையும் அவர் அறிமுகப்படுத்தினாா் இந்த வர்த்தக மையம் தமிழ்நாடு ஆந்திரா கேரளா கர்நாடகா என நான்கு மாநிலங்களில் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்குவது டிஜிட்டல் முறையில் பொதுமக்கள் எளிதாக பொருட்கள் வழங்குவதே இதன் முக்கிய நோக்கம் எனவும் வர்த்தக மையத்தின் இயக்குநர் செந்தில்குமார் தெரிவித்துள்ளார் இன்றைய காலத்திற்கு ஏற்றது மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற மெத்தட் பிரகாரம் நம்ம இந்த நிறுவனத்தை வந்து இயக்கப்போகிறோம் இதோடைய வலிமையும் இதோடைய சிறப்பும் என்ன அப்படின்னாக்க இன் இன்றைய காலத்தில் வந்து ரொம்ப எளிமையாக தான் வந்து கஸ்டமரை வந்து விரும்புகிறாங்க அந்த விஷயத்தை நம்ம வந்து கொடுக்க போகிறோம் கஸ்டமரை பொறுத்தவரை பொருட்கள் வந்து நல்ல பொருள் சரியான விலையில் தன்னுடைய வீட்டுக்கே வேணும் அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய விருப்பம் அதை நம்ம வந்து இந்த இடத்துல செய்யப்போகிறோம் வீடு சாப்பிடாம நிறைய பேர் கைத்துக்குவாங்க நிறைய பேர் வந்து புதுசாக நிறைய பேர் வந்திருக்காங்க புதுசா வந்த நிறைய பேருக்கு வந்து மனசுக்குள்ள நிறைய சந்தேகம் எல்லாம் தோண்டிகிட்டே இருக்கும் மனசுக்குள்ள நிறைய எண்ணங்கள் ஓடிட்டே இருக்கு இது என்ன வியாபாரம் என்ன பிசினஸ் என்ன விஷயம் என்ன நடக்குது என்ன போயிட்டு என்ன பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் பட் அதுல ஒரு மிகப்பெரிய ஆக்சஸ் மேல வந்து மிகப்பெரிய நம்பிக்கை வைக்கலாமா அப்படின்ற மாதிரி நிறைய எண்ணங்கள் உங்களுக்குள்ள தோண்டிகிட்டே பட் நான் சொல்ல வர விஷயம் என்னன்னா உங்களுக்கு ஆக்சஸ் வந்து பார்த்தோம்னா நம்பிக்கையை எனக்கு ரெண்டு விதமா மூட்ட முடியும் முதல் விஷயம் என்னன்னா அறிவு சார்ந்த நம்பிக்கை உங்களுக்கு அறிவு பூர்வமாக நிறுவனம் வந்து ஒரு மிகப்பெரிய கம்பெனி மிகப்பெரிய அளவுல வந்து லாஜிக்கலா என்னென்ன விஷயங்கள் சொல்லுவாங்க நிறைய விஷயம் சொல்லிட்டு போயிட்டே வரும் ஆனா ஒரே வரையில சொல்லணும் அப்படின்னா என்ன பண்றாங்கன்னா டிஜிட்டல் மார்க்கு இன்னைக்கு ஆன்லைன் வர்த்தக முறையில கிட்டத்தட்ட வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் வியாபாரம் பண்றாங்க இன்னைக்கு இருக்கிற பண்ணக்கூடிய ஒரு வியாபாரம் ஒரே வரையில சொல்லணும் இந்த ட்ரெண்ட் கிட்டத்தட்ட மோர் தென் பிப்டீன் மேல இந்த வியாபாரம் தான் இந்தியாவில மட்டும் இல்லாமல் உலகம் மிகப்பெரிய அளவுல கொடி கட்டி படம் அறிவு சார்ந்த நம்பிக்கை இதை பத்தி பேசணும்னா ஒரு ரெண்டு வருஷம் என்ன இந்த டிஜிட்டல் மார்க்னா என்ன ஸ்கோப் என்ன பியூச்சர் என்னால சொல்ல முடியும் அதுக்கான ரெண்டாவது விஷயம் என்னன்னா உணர்ச்சி பூர்வமான நம்பிக்கை அறிவுபூர்வமான நம்பிக்கை உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் என்னால் கொடுக்க முடியும் அதை தாண்டி என்னன்னா உணர்ச்சி பூர்வமான நம்பிக்கை சார் அவங்க என்ன பண்றாங்க கூட்டு வந்த ஒருத்தர் மேலே நம்பிக்கை சார் அவர் இதோ ஒரு வகையில் வந்து என் வாழ்க்கை தரத்தை மாத்தறதுக்கு வாய்ப்பு கிடைக்குமா வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு தேடிட்டு இருந்த எனக்கு இது ஒரு வகையில வாய்ப்பு கொடுத்தா அவர் மேல என்ன பண்றேன் இந்த வியாபாரத்தை எடுக்கிறான்னு சொல்லிட்டு உணர்ச்சி பூர்வம் நம்பிக்கை முன்னாடி மூலமா நம்பிக்கை நிறைய நிறைய பேர் பண்ண வந்து நீங்க வெளியில சொல்லும் போது என்ன பண்ணாங்க நடக்கும் உலகம் பண்ணுவோம் ஒரு கிங் இருக்காரு அவரை சுத்தி கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு பேர் சிப்பாய் மாதிரி என்ன இருக்கும் சீடி இருக்கும் எல்லாம் என்ன பண்றோம் எங்க எதிர்க்கு என்ன இருக்கு அப்படின்னா வறுமை வேலைகளா திண்டாட்டம் கடன் இது மாதிரி வாழ்க்கையில ஏதாவது வாய்ப்பு ஒவ்வொரு விஷயத்தை அடிச்சு நோக்கி எல்லாரும் வாழ்க்கையிலும் ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை உருவாக்குறது மட்டும் தான் எனக்கு இந்த வியாபாரம் செட் ஆகும் நான் இந்த வியாபாரத்தை பண்ண முடியுமா ஒவ்வொருத்தருக்கு நிறைய பேருக்கு வந்து வியாபாரம் என்னால பண்ண முடியுமா என்னால பண்ண முடியுமா அப்படின்ற எண்ணம் யாரும் நகர்த்தா பண்ணலாம் Here, here, here. பண்றாங்க இந்த பாஸ்பார் எங்ககு போய் என்ன பண்ணுறன்னு சொல்றேன் இது வந்து ஒரு ஆபீஸ்ல பண்ணா இது மாதிரி தோய் சோ ஒரே பிரண்ட் அவங்களுக்கு நம்மளோட உடம தான் பைடுறாங்க சோ அவங்க வந்து பார்த்தா இந்த டைமண்ட் வந்து உடம்பு போட்டா எனக்கு ஒரு ஒரு ஃபீலிங் வந்து சோ थैங்க்ஸ் டு கம்பெனி மேனா வந்து இந்தலாம் ப்ளான் போடுறதுக்கு ரொம்ப சார் ஆ நம்ம ஃபேன் பண்ணுனதுல ஐயா வந்து பார்த்தா இந்த கிளப் பனீர் கான்செப்ட் தரவே மாட்டானாம் நம்மள இருக்கா அவருக்கும் அப்புறம் வந்து பார்த்தா எம்டி சார் ஃபர்ஸ்ட் சோ பாங்க அந்த பலாவுத்துல அதெல்லாம் வந்து வரீங்கன்னா ஒரு கனவாக தான் இருந்தது பட் இந்த மாதிரி ஒரு ரெண்டி சார் கண்டிப்பாக பார்க்க முடியாதுங்க ஒரு நல்லா இருந்து இருக்கும் என்ன வேறு கம்பெனியில் இருக்கணும்னு சொல்லிட்டு ஸோ தேங்க்ஸ் ஆல் அண்ட் கிளேமர் பாக்ஸ் இருக்கும் பசத்தில் இருக்கும் அந்த விஜய் ரொம்ப தேங்க்ஸ் அப்புறம் முக்கியமாக சொல்லணும்னா நான் சொன்ன சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ஏன்னா இவங்களெலாம் கண்டிப்பாக இதை வந்திருக்காரு ஸோ ரொம்ப இங்கே வந்து நாங்கள் வந்து அப்ளைன் டவுன் மாதிரி யாருமே கிடையாது ஈவன் சார் பாசி விடியாக இருக்கும்னு தெரியுது ஜெஸ்ட்டு ஒரு பிரதர் தான் போட்டுருவோம் ஸோ அங்கே ஃபேமிலியில் வந்து எல்லாருக்கும் இருக்கும் ஸோ ரொம்ப தேங்க்ஸ் மிஸ் தேங்க்யூ நான் நாலு பேர் டம்பிங்கன்னு சொல்லிட்டு சொன்னேன் அதில் முக்கியமான பர்சன் அதனால ஒரு லைன் ஃபுல்லாக சொல்லணும் அப்படின்றது நினச்சிக்கிட்டு இருந்தேன் நடுவில் பயத்தில் வந்து விட்டுட்டேன் ஏன்னா ஒரு ஒன்றரை வருஷம் ஆயிடுச்சு பைக் பிடிச்சி அதனால தடுமாற்றம் எனக்கு அந்த ஒரு ஒரு வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாள் முடியும் வந்து நான் கண்டிப்பாக முடிப்பேனா முடிக்க மாட்டேன்னா அப்படின்ற ஒரு தடுமாற்றம் வந்துச்சு ஏன்னா அந்த ஒரு வாரத்தில் முடிக்கணும்னு முடிவு எடுத்துட்டேன் இறங்கிட்டேன் ஆனால் வந்து மூணு நாள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா முடியுமா அப்படின்னு ஒரு வெளியில் போயிட்டு வந்துட்டேன் அவருடைய கவனமா இருந்தது அதுவும் வந்து எனக்கு கூட சப்போர்ட்டா இருந்ததுனாலதான் நான் வந்து முடிச்சேன் பண்ணி முடிச்சது வந்து ஹரிதா நெக்ஸ்ட் டைம் வர மைக்ஐ குடுத்து பயமா இருக்கு. என்ன குற்றனா கீழ வர போற போல இருக்கு. என்ன அவரு மைக் வாங்கறதுக்கு சாதவா இருக்காரு. மைக் ஆன் பண்ணி எடிட் இருக்கறது தெரியல. இப்ப புரியுதா பாப்போம். நன்றிங்க. அடுத்து வந்து எல்லாரும் தூக்கி வெச்சு பேசறப்பங்க அதெல்லாம் நீங்க சீரியஸா தூக்கறது. சரியா? இந்த மாளோ ரொம்ப ஹெவியா இருக்கும்மா. அது இன்னும் நான் சொல்றேன். சான்ஸே இல்லையா? சின்னமாலையே இப்படி தாங்க முடியும் பெரிய மலைதான் தாங்க நான் இருப்பதும் நீர் மூலமாக இருப்பதும் தேவனுடைய சித்தர் கிருவை தேவனுடைய ஆசிவா எல்லாமே இந்த இடத்துல நீக்க முடியாது என்னுடைய தேவனை கூட கூட நன்றி சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறமா நன்றி சொல்றேன் நிறைய பேர் நன்றி சொல்லிட்டு இருந்தான் ஆனா நன்றி சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கிறேன் இந்த வளர்ச்சிக்கு உறுதுணையா இருந்தேன் ஆல் அப்ளை அந்த டீம் இந்த டீம் பார்க்காம ஒத்துழைப்பு கொடுத்த எல்லா டீமுக்கும் என்னுடைய மனமான்ந்த நன்றி அது மட்டும் இல்லாம நான் வேற ஒரு நெட்ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு நாள் என் ஃப்ரெண்ட் ஃபோன் பண்ணி நச்சு எங்க இருக்கிறேன்ண்ணா வீட்டில் இருக்கிறாருங்க அதை பண்ணிட்டு இருக்கிறா நான் பண்ணிட்டு இருக்கிறேன்டா நான் அதை தாண்டா இருக்கிறேன் ஒரே உன்னை பார்க்கணும் நான் என்ன திரும்ப கிராஸ் பண்ண பண்ணலாம் அதுதான் போடுறதுக்கு அப்படின்ட்டு போய் பார்த்தேன் பார்த்தீங்கன்னா என்ன கிராஸ் ஆகிடு கூப்பிட்றோம் செட்டு அண்ணவில உட்காந்து பிளான்லாம் கேட்கும் போது எனக்கு ஐடியா இல்லை அதில் கூட இப்படாமல் ஃபாலோ பண்ணிவிட்டு திரும்ப இறங்கி ஒன்று ஒன்று உக்காஞ்சி இது என்னென்ன லாபம் இருக்குது என்னென்ன ப்ளஸ் இருக்குது என்னென்ன மைனஸ் இருக்குதுன்னு பார்க்கும்போது எதுக்காக சொல்கிறேன்னா இதுக்கு முன்னாடி இந்த நெட்ஒர்க்கில் பைனரினாலே விஷம்னு விதைச்சிட்டாங்க விஷயம் அதுதான் வேறு ஒன்றுமே இல்லை பைனரினால் அது குடித்தா செத்துடுவேன் வெளியா இவங்க சொல்லிட்டு வந்தேன் சரி மச்சி நான் பண்றேன் ஒரு ரெண்டு வாரம் டைம் போடு ஆனா மணிக்கு வந்து இல்லை ரெண்டு வாரம் கட்டாயமா கைன் பண்ணிட்டேன் இது முக்கியமான காரணம் என்னோட ஃப்ரெண்டு கிட்டத்தட்ட இருபது வருஷம் கைஸ் நம்ம பார்க்கணும் எத்தனை வருஷம் இருபது வருஷம் கழித்து ராஜாங்க மணம் இருக்கிற ஒரு மீட்டிங்கில் நாங்கள் பார்க்குறோம் பார்த்துட்டு என்னை தொட்டி இன்ட் பண்ணிவிட்டு சூப்பர் வா பண்ணிக்கலாம்மா நான் சொன்னவர் பார்த்தேன் மச்சி இல்லை மச்சி எங்கே இப்போ நான் பண்ண விருப்பில் ஆனால் ஒரு ரெண்டு வாரம் டைம் குடு அதுக்கெல்லாம் என் கேஷ் பண்ணுறோம் நான் ஜாயின் பண்ணேன் பிளான் சூப்பராக இருக்குது என்னன்னா ப்ராடெக்டே இல்லைடா ப்ராடெக்டை சுற்றி கிட்டத்தட வருஷம் நான் இருந்தேன் ஒன்றுமே முடியலை அதனால் இங்கே நான் பண்ணுறேடா அப்படின்ட்டு சொல்லும்போது இவன் சொன்னான் நீ பண்ணுறியா அதை மட்டும் சொல்லு ஏன்னா பண்ணுறது விருப்பம் நான் வந்தால் காலைல ஃபோன் பண்ணிட்டு மச்சி மும்பையில் மூணு ரைஸ் போட்டு ஒழுங்கா கவனம் பண்ணிட்டான் ஸோ அப்படிப்பட்ட நண்பனுக்கு சட்டம் நன்றி சொல்லுங்க ஏன்னா அந்த வாய்ப்பு இங்கே கொடுக்குறோன்னா இந்த அறுபதாயிரம் எனக்கு இங்கே சான்ஸ் இல்லை விஷயம் அதுதான் வாய்ப்பு ஒரு தான் வரும் அது எப்படி நம்ம பயன்படுத்திக்கிறோன்றது விஷயம் அந்த வாய்ப்பு கொடுத்த என்னுடைய நண்பன் மோகனுக்கு உண்மையாக நன்றி சொல்லிக்கிறோம் ஒரே வாரத்தில் <laughs> என்ன நான் ர சொல்லி சொல்ல ஒரு சூழலில் ஒரு பையன் உள்ளே வந்தான் உள்ளே வந்து ஒரு ஒரு மிருகமாக பார்த்துட்டு வந்தான் பார்த்துட்டு வரும் பொழுது இது யானை இதை ஒட்டக்கு செய்வீங்க இது வந்து புலி அப்படி பார்த்துட்டு வரும் பொழுது சிறுத்தை இருக்கு இல்லையா அந்த கூண்டாலை வந்துட்டு ஒரு இருபது நிமிஷமாக அந்த சிறுத்தையை பார்த்துட்டு இருக்கிறான் சிறுத்தையை உட்டு பார்த்துட்டு அப்படின்ட்டு வெளியே வந்துட்டான் அப்போ அந்த சிறுத்தைக்கு சம கோபம் எகுரி வந்து அந்த பையனை வீணாஞ்சிச்சு என்ன நான் கூடுகிறீத்து பூனையா பார்த்தீங்கன்னா பூனையா தான் இருப்பீங்க ஸோ சிறுத்தையா பாருங்க டைமெண்ட் எல்லாருக்கும் இருக்கு ஒன்பதாம் தேதி திருமணம் சொன்னாங்க எவ்வளவு டீம் டைம் நூறுவாய்க்கிட்டு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு தயவுசெய்தீங்க புரிஞ்சுக்குங்க புரிஞ்சுக்கிட்டு பிஸ்னஸ் எடுத்து வாழ்க்கையா பண்ணுங்க பார்ட் டைமோ இல்லை ஃபுல் டைமோ பண்ணாதீங்க பயன்றி ஆயிரம் கோ வட்டேன் நீங்க பச்சு கட்டுற வரை துக்கியும் தெரியாது நான் பணம் கோழி இருந்து வந்துட்டேன் அடுத்த நபர் வந்து ஏழு நாலு நூத்தி முப்பத்தி அஞ்சுல சொல்றேன் இங்கே நம்ம பார்த்து வியர்க்கிற நபர் இருப்பாங்க சரிங்களா அந்த மனுஷன் இப்படி வேணும் சரியாது அதாவது அது வார்த்தையால சொல்ல முடியல அவரோட ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா முழு மூ மூச்சோட கொடுத்தாரு பண்ணணுமா பண்ணணும் டைம் எதுவுமே பார்க்கல எனக்கு தேவை நான் பண்ணணும் நான் என்ன நம்பி வந்தவங்க நிறைய பேருக்கு பண்ண நிச்சயமா அவங்க இங்க நிறைய பேர் வந்துருக்கீங்க ரொம்ப பார்க்க பண்ணவங்க அப்படிங்களா ஏன் அப்படின்னா அவங்க நிறைய பேரை சம்பாதிக்க வச்சிருக்காரு நானும் வந்து பார்க்கல பட் அவரே இறங்கி வந்து நிறைய பேர் சம்பாதிக்க வச்சிருக்காரு குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் ஹலோ சார் ஓகேம்மா சார் ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்தது எல்லாம் என்னோட ரொம்ப பெரியாமல் தான் இருக்கீங்க முதலாவது இந்த வாய்ப்பு கொடுத்த என் நானோ ரமேஷ் ஸ்தோபி நன்றி சொல்லுகிறேன் அதற்கு பிற்பாடு எங்களுடைய எம்பி சார் எங்கள் சிஓ பாபு சார் மற்றும் பாஸ்கர்னா விஜய் சார் ஹரி சார் மற்றும் என்னுடைய டெவ்லைன்ஸ் என்னுடைய அப்ளைன்ஸ் என் ஸ்டடீஸ் தான் ஒவ்வொருக்கும் நான் தேங்க்யூ சொல்லிக்கிறேன் இந்த பிஸ்னஸை லாஸ்ட் வீக் ஸ்டடீஸ் அந்த வந்து சொல்லும்போது நான் நினச்சி பார்த்தேன் பண்ணுவா வேண்டாமா என்ன ஏற்கனவே ஒரு நெட்ஒர்க் பிஸ்னஸில் பண்ணிட்டு இருந்தேன் எல்லாரும் அதே கூண்டு சந்திக்க குதிரை ஓட்டுற மாதிரி சரிங்களா ரெண்டு வருஷம் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுத்து பண்ணிட்டு இருந்தேன் ரெண்டு வருஷம் நான் சம்பாதித்த மொத்த பணம் இதில் ஒன் வீக்கில் டபுளாக வந்துச்சு ஸோ இவர் சொல்லும் போது ரொம்ப யோசனை பண்ணி எடுப்போமா வேண்டாமா ஆற்றுல ஒரு காலு சேத்துல ஒரு காலு அப்படிதான் வச்சுட்டு இருந்தேன் ஒரு த்ரீ டேஸ் ப்ரேயரில் இருந்தேன் கார்டு எனக்கு ஒரு வசந்தத்தை கொடுத்தாரு நான் ரொம்ப கருவை நம்புகிறவங்க நாங்கள் ஸோ சங்கீதம் எண்பத்தஞ்சு பன்னிரெண்டாவது வருஷம் எனக்கு முன்னாடி வந்துச்சு பைப்ல எடுத்து படிக்கும்போது கர்த்த நன்மையானதை தருவாள் தேசம் பலன் மிகுதியாக இருக்கும் அந்த வர்சஸ் எனக்கு வந்துச்சு சரி ஆண்டு கொடுத்தாரு அந்த வார்த்தையை நம்பி அன்றைய தினத்தில் ஐடி போடுறதுக்கு உண்மையிலே மணி இல்லை அன்னைக்கு இந்த தினத்தில் மணி இல்லை ஸோ நான் ஸ்கூலுக்கு போகிறேன் கரெக்டாக டென் ஓ கிளாக் வந்து முப்பதாயிரம் அமௌண்ட் ஏறுது அது எப்படின்னா என் பைக்கு மிஸ் ஆனது கிளைம் அமௌண்ட் அன்னைக்கு வந்து அன்னைக்கு வந்து என் அக்கௌண்டில் ஜம்ப் ஆகுது நான் நினச்சேன் ஏன் இது லாஸ்ட் வீக் நடந்துக்கலாமே இது நெக்ஸ்ட்டு வீக் இந்த மணி ஏறலாமே ஏன் இன்னைக்கு தான் ஏறணுமா அப்பா அந்த நம்ம கூட பேசுனது கரெக்டு இறங்குடா ஆக்சிஸில் சொல்லிட்டு என்ட்ரி போட்டேன் சண்டே அங்க போயிருந்தான் மீட்டிங் அந்த சண்டே மீட்டிங் பார்த்துட்டு மண்டே தான் ஸ்டார்ட் பண்ணேன் கிட்டத்தட்ட ஒன் வீக் என்னுடைய ஒர்க் பாத்தீங்கன்னா காலையில் ஃபைவ் ஓ கிளாக் எழுந்திருக்கும் பிரயர் சிக்ஸ் டு செவன் தேர்ட்டி ட்யூஷன் எயிட் டு ஃபோர் ஓ கிளாக் ஸ்கூல் ஃபோர் டு சிக்ஸ் தேர்ட்டி ட்யூஷன் சேண்டர் சிக்ஸ் தேர்ட்டி டு நைன் தேர்ட்டி அங்கே ஒரு டியூஷன் டீச்சர் எனக்கு கிட்டத்தட்ட டியூஷன்ல எண்பத்தொம்பது பசங்க இருக்காங்க டென்த்து பிளஸ் ஒன் பிளஸ் டூ சம்பளிக்க முடியாத பசங்க அது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபீல்டுக்கு போக ஆரம்பிச்சேன் டெய்லி ஒன் வீக் நைட் பன்னெண்டு பன்னிர்க்க தான் வீடுக்கு போக ஆரம்பிச்சேன் என் கூட சேர்ந்து விஜய் ரொம்ப கஷ்டப்பட்டேன் Thank தேங்க்யூ தேங்க்யூ விஜய் சார் ஸோ இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது உண்மையாக ரிசல்ட் கடந்த நெட்ஒர்க் மார்க்கெட்டை காட்டிலும் இந்த ஃபீல்டில் ஆக்சிஸில் ரொம்ப சூப்பராக கிடையாச்சு அதுக்காக நான் சார் ரொம்ப பேசுகிற விருப்பலை அண்ணன் நிறைய பேசிட்டாங்க ஸோ ஒன்னே ஒன்று சொல்லிக்கிற விருப்பம் லைஃப் என்பது பெஸ்ட் அதில் எடுக்கக்கூடாது ரெஸ்ட் ஆக்சிஸ் என்றும் பெஸ்ட் டைமண்ட் ஆகணும் தேங்க்யூ சோ மச் தேங்க் யூ